வணக்கம் அன்பானவர்களே உங்கள் செவிக்கான இன்றைய விருந்து செய்தித்தாளாகட்டும் தொலைக்காட்சியாகட்டும் மது விளக்கு குடியினால ஏற்படக்கூடிய விளைவு பற்றியும் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் ஆட்சிகள் மறுநாளும் மது விளக்கு மட்டும் அமல்படுத்த முடியாத நிலைதான் இன்று வரையும் நடந்துகிட்டு இருக்கு அது போலதான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் தன்னுடைய கிராமத்துல குடி இல்லாத அந்த சமூகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறான் அதனால பல முயற்சிகள் அவன் எடுக்கிறான் இந்த முயற்சிகள்ல அவனுக்கு வெற்றி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத சொல்ற கதைதான் இந்த கதை உயர் திருசு அவர்கள் எழுதிய குடிக்காத போதை என்ற சிறுகதையைதான் இன்னைக்கு உங்க செவிக்கு விருந்தா கேட்க போறீங்க வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம் ஒது கருவேல மரங்கள் இரும்பு கம்பிகள்ியும் அவற்றிற்கு இடையே இருந்த வேலை காத்தான் முட்கம்பி வளைகள் மாதிரியும் இருந்த இடம் மொத்தத்தில் அது ஒரு மாதிரி இடம் ஒரு மாதிரியான இடம் இந்த இடத்தை சுற்றி கரை மணல் புரளும் ஓடை அகழி மாதிரி மூன்று பக்கமும் சுற்றி இருந்தது கிட்டத்தட்ட காடு தழகில் பரிணாமத்தால் தோப்பானது போலவும் தோப்பு காடாக பரிணாமமாக கொண்டிருப்பது போன்றும் தோன்றும் கட்டிடம் அந்த செங்கல் இடியாமலே விழுந்து கொண்டிருந்த ஒரு சுப்பருக்கு பக்கத்தில் இரும்பு அடுப்பிற்கு மேலே பத்து பிளாஸ்டர் அளவுக்கு அதாவது ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட ட்ரம்ப் ட்ரம் மேலே பதினைந்து லிட்டர் சரக்கை பிடிக்கும் தவளை பாத்திரம் மேலே டேங்கா அதாவது ஒரு சின்ன பாத்திரம் இந்த மூன்று உபகரணங்களும் காற்று புகாதபடி உச்சியில் இருந்த பாத்திரம் அலுமினிய தகட்டால் மூடப்பட்டு பிரிக்க முடியாத பிரணான சிநேகிதர்கள் போன்று இருக்கப்பட்டிருந்தது மேலே இருந்த டேங்காவில் முழுக்க முழுக்க தண்ணீர் இருக்கிறதாம் கீழே இருந்த டிரம்பில் ஊற போட்ட வெள்ளமும் பட்டைகளும் தொட்டைகளும் கொஞ்சம் சல்பிட்டா வகைகளும் இன்னும் பல கிக்கு வகைராக்களும் இருக்கின்றனவா இரும்படுப்பில் எரியும் செந்தி அனலை கக்கியதால் ட்ரம்மிற்குள் இருப்பவை பொங்கி எழுந்து ஆவியாகி டெங்காவில் பட்டு குளிர்ச்சியாக மாறி நடுவில் இருந்த தவளை பத்திரத்திற்குள் சொட்டோ சொட்டு சுட்டி கொண்டிருப்பதாக கேள்வி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஜில்லா கலெக்டரை விட பல மடங்கு சர்வ வல்லம்மை கொண்ட மாவட்ட காய்ச்சும் அதிகாரியிடம் தாலுகா சப்ளை அதிகாரியாக இருந்தவன் காளிமுத்து அவருடைய பல கார்களில் ஒரு கார் இவனிடமே எப்போதும் இருக்கும் அந்த அளவுக்கு மாக்கா அதிகாரியிடம் தாசா அதிகாரியாக பணிபுரிந்தவன் சொந்தத்தில் தொழில் செய்ய நினைத்து கொஞ்ச காலத்திற்கு முன்புதான் இந்த காய்ச்சும் தொழிலில் இறங்கினான் சப்ளை அதிகாரியாக இருந்த போது தெரிந்து கொண்ட தொழில்நுட்ப விவரங்களை வைத்து இந்த குடிசை தொழிலை துவங்கிய பல கார்களையும் பல அரசியல் தலைவர்களையும் பல அதிகாரிகளையும் கைக்குள் போட்டுக் கொண்டிருந்த மாவட்ட அதிகாரி அவனை சொந்த தொழில் செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினார் அவன் மசியாததால் அடியாட்களை வைத்து மிஞ்சி பார்த்தார் மாமூல் ஆட்களை வைத்து மடக்க பார்த்தார் ஆனால் எதற்கும் காளிமுத்து கலங்கவில்லை மாவட்ட காய்ச்சும் அதிகாரியும் புரொடக்ஷன் மேனேஜர் சப்ளை அதிகாரிகள் முதலிய முக்கிய புள்ளிகளும் அவனை புள்ளி வைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு சமாதான சாராய சக வாழ்வு கொள்கையை நேசக்கரத்தோடு நேரினார்கள் நீட்டிய கரத்தை பிடித்துக் ஏரியா எல்லையை வரையறைத்துக் ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தையும் பரஸ்பர ரகசிய பாதுகாப்பு உடன்படிக்கையையும் செய்து இப்படிப்பட்ட காளிமுத்துவை அடியாளுக்கு அடியாளாக அடியாருக்கு அடியானாக விளங்கும் இதோ இந்த காளிமுத்துவை ஒரு புடிப்பையில் மிரட்டுகிறான் என்றால் அதுவும் கிக்கு கொடுக்கும் இவனையே கிக் பண்ண பார்க்கிறான் என்றாள் அதைச் சேர்ந்த மூர்த்தி கொஞ்சம் வசதியான பாலிபன் கல்லூரியில் முழுவதும் கால் வைத்து விட்டு மழையில்லாத சமயத்தில் கூட அங்கே ஒதுங்கிய திருப்தியில் அதற்கு அத்தாட்சியாக ஒரு சர்டிபிகேட்டையும் வாங்கிக் கொண்டு சமீபத்தில் ஊருக்குள் நிரந்தரமாக இருக்கிறான் கல்லூரி பேச்சு போட்டிகளில் பல கோப்பைகளை வாங்கி இருக்கிறான் வாங்கட்டும் அதற்காக அந்த ஊரில் வழக்கமாக நடக்கும் மதுவிலக்கு பொதுக்கூட்டம் ஒன்றில் பல தாலுகா அதிகாரிகளும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கலந்து கொண்ட பலர் குடித்து புரண்ட அந்த கூட்டத்தில் காளிமுத்துவை வாங்கு வாங்கு என்று வாங்க வேண்டுமா கூடாதுதான் காளிமுத்து யோசித்தான் இவனை இந்த கிறுக்கு பயிர் முத்தியை மாறுகால் மாறிக்கை வாங்கினால் என்ன என்று யோசித்தான் வாங்க முடியாது ஏனென்றால் மூர்த்தி வசதியானவர் பங்காளி பலர் கொண்டவன் பெரும்பாலும் குடியர்களாக இருந்தாலும் அவனை திட்டினாலே பொறுத்து கொள்ளாத ஊர்காரர்கள் தீர்த்து கட்டினால் விட்டு விடுவார்களா மாட்டார்கள் ஊரில் முக்காவாசி பேர் எதிரியாவார்கள் சமயத்தை எதிர்நோக்கி நிற்கும் மாவட்ட காய்ச்சும் அதிகாரி இவனை கொக்கு கொத்தி விடுவார் தொழில் லாபத்தால் மோட்டார் பைக்கில் இருந்து மோட்டார் கார் வாங்கும் அளவுக்கு முன்னேறி இந்த சமயத்தில் இந்த பயலை எப்படி மடக்கலாம் என்று காளிமுத்து தீவிரமாக ஓசிக்குடிக்கு யோசனை கூறும் சிலர் ஒன்று ஒரு பெரிய வியூகம் வகுக்கப்பட்டது மூர்த்தி பயல் எப்படியும் விழுந்தான் என்று ஆக வேண்டும் தனக்கு எல்லா வகையிலும் பரிச்சயமான ஒரு இளம் பெண்ணை மூர்த்தி மேல் ஏவினார் இவள் சிரித்து பார்த்தாள் கைகளை ஆட்டி பார்த்தாள் வாய் வலித்ததும் கை ஓய்ந்ததும் தான் மிச்சம் இது காளிமுத்து தன் ஒரே பெண்ணான மங்காத்தாவை நகை நட்டோடு கட்டி கொடுப்பதாக மூர்த்தியின் அப்பாவுக்கு முறைப்படி சொல்லி அனுப்பினான் அப்பாக்காரர் சம்மதித்தார் ஆனால் மகன்காரன் மங்காத்தா தங்காத்தா தாராளமா கட்டிக்கிறேன் அதுக்கு முன்னால இவளுக்கும் குடிப்பழக்கோ உண்டானோ தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னான் இதை கேள்விப்பட்ட ஏற்கனவே இன்னொரு தன்னை காதலிக்கும் மங்காத்தா இதை சாக்காக வைத்து குடிகார அப்பனுக்கு பிறந்ததால என்னையும் குடிகாரே மூர்த்தி தனியன் சொல்லிட்டான் எல்லாம் உங்களாலதான் உங்களால மட்டும்தான் கட்டுனா ராமதுரம் அச்சான மட்டும்தான் கட்டுவேன் ஆமா அவனை மட்டும்தான் கட்டுவேன் என்று காணிமுத்து வெட்டிய திட்ட கிணறுக்குள் என்கிற பூதத்தை கிளப்பிவிட்டாள் அவள் எல்லா விதத்திலும் தன்னை போல் விளங்கும் ராமத்துறைக்கு மகளை கொடுக்க முடியாமல் காளி மெல்லவும் முடியாமல் விளங்கவும் திண்டடின காளி முத்துவுக்கு ஒன்றும் ஓடவில்லை இந்த தொழிலை தவிர எந்த தொழிலையும் மாவட்ட காய்ச்சும் அதிகாரியும் அவனை மீண்டும் தன் டிபார்ட்மெண்ட்டுக்குள் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார் இனி பொறுப்பதில் நியாயம் இல்லை என்ன வந்தாலும் சரி மூர்த்தி பெயல தீர்த்துக்கட்டியாகணும் ஒரே வெட்டா வெட்டியாகணும் தளவெறும் முண்டும் வேற ஆக்கியாக வேண்டும் வேலையை முடிக்க ஆட்களை அமர்த்துவதற்கு முன்னதாகவே போலீஸ் நிலையத்தில் இருந்து காளிமுத்துவுக்கு அழைப்பு வந்தது எரிந்து விழுந்தார் காளிமுத்து தன்னை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தனக்கு தக்க பாதுகாப்பு அளிக்கும்படியும் கலெக்டரிடம் கிரிவன் ஸ்டெயில் அதாவது மனுநிதி திட்ட நாளில் மூர்த்தி கொடுத்திருந்த விண்ணப்ப மனுவை அவனிடம் காட்டினார் முதுகுல ஒரு பெரிய காயம் ஏற்படும் சாக்குறது என்று சப் இன்ஸ்பெக்டர் அவனை திட்டினார் லேசாக தட்டி கூட பார்த்தார் அவனை எவன் தாக்கினாலும் சரி நீ தாக்கினால்தான் கருதப்படும் என்று தாக்கிதும் கொடுத்தார் மூர்த்திக்கு வேறு விரோதத்தில் வேறு எவனும் சின்ன காயம் கூட விளைவிக்காமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு காளி முத்துவுக்கு வந்துவிட்டது ஏற்கனவே மூர்த்தி மீது வைத்திருப்பது தெரிந்ததும் அவர்களின் காலில் விழாத குறையாக விழுந்து அழாத குறையாக அழுது அவர்களை தடுப்பதற்குள் காளிமுத்துவிற்கு போதும் போதும் போலீஸ்காரர்கள் ரெய்டு பண்ண வரப்போவதாக காளிமுத்துவுக்கு தகவல் வந்தது இந்த எப்படி விட இந்த சண்டாலனை எப்படி சமாளிக்க முடியும் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு வழிதான் காளிமுத்து வெளியூருக்கு போய்விட்டு வந்தான் அங்கே தொழில் சகாக்களின் காதை கடித்து விட்டு ஊருக்கு திரும்பினான் இதலாவது வெற்றி கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் காதலியை கடைசி முறையாக பார்ப்பவன் காளிமுத்து சாராய பானையை பார்த்து கொண்டிருந்த போது கையாட்கள் கிளாஸ்களை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் காளிமுத்துவின் பகுதிக்குள் தைரியமாக வரும் அந்த வாடிக்கையாளர்கள் இப்போது போலீஸ் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற பயத்தால் அவசர அவசரமாக குடித்துக்கொண்டிருந்தார்கள் நாளையில் இருந்து தொழிலை நிறுத்தப்போகும் வேதனை செயலை நினைத்து வெதும் காளிமுத்து இருந்தபோது ஒருவர் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் காளிமுத்து அவரை கோபமாக பார்த்தான் அது வெட்டி கோபம் அல்ல வெற்றிகோபம் என்ன மூர்த்தி மஜா ஏது இந்த பக்கம் அது ஏண்டா கேக்குற சட்டம்பட்டிக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கேட்டா காரணமும் சொல்ல மாட்டேங்க சரி ஓங்கிட்டே இனிமே பத்து வச்சுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நாலு கிளாஸ் கொடு சரக்கு நல்லா இருக்கணும் காலிமுத்து கோபமாக பேசினான் தொட்டிலையும் ஆட்டி குழந்தையும் கிள்ளி விட்டா என்ன மச்சம் அர்த்தம் என்னடா சொல்ற பின்ன என்ன மச்சாம் முளைச்சு மூணு இலை விடல இந்த மூர்த்தி பயலோட அட்டகாசம் தாங்க முடியல அவனை கண்டிச்சு பேச முடியாத உங்க வாய்க்கு சாராயம் எதுக்கு அந்த கதைய அப்புறம் பேசலாம் இப்போ ஒரு கிளாஸ எடு முடியாது முடியவே முடியாது மூர்த்திய அடக்க முடியாத உங்க கையால கிளாஸ பிடிக்க முடியாது அட் யாரையுமே அவனை அடக்கிறது நான் கிளாஸ்ல ஊத்துடா முடியாது அடக்கிட்டு வாரம் அப்புறமா இந்த பானையே உங்ககிட்ட தந்துடுறேன் ஒரே ஒரு கிளாஸ் ஊத்துடா முடியவே முடியாது சரி ஒரு அரை கிளாஸ் ஆவது ஊத்துரா இந்த ஊர்ல மூர்த்தி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொட்டு கூட கிடையாது ஆமா ராம இருக்கிறதுல அர்த்தமே இல்ல ராமமச்சான் வாசனை வீசும் பானையை பார்த்தார் வாடிக்கையாளர்களையும் பார்த்தார் ஒரு பயலாவது குடிக்க சொல்றானா இருக்கட்டும் இருக்கட்டும் கவனிக்கிற விதமா இவனுங்களை கவனிச்சுக்கிற ராமவுக்கு குடித்தால் கூட அவ்வளவு போதை இறந்திருக்காது குடிக்காத போதை முகத்தை சிவப்பாக்க குடிக்க முடியாத நிலை அவரை நிலை குளைய செய்ய டே மூர்த்தி உன்ன என்ன பண்றா என்று உளறிக்கொண்டே வெளியேறினார் இரண்டே இரண்டு நாட்கள் தான் காளிமுத்து வெற்றி கழிப்புடன் மாமூலான வாடிக்கையாளர்கள் வயிறார வாழ்த்த தக்காரும் மிக்காருமின்றி தொழிலை ஓகோ வென்று செய்து வருகிறான் விரைவில் காரும் வாங்க போகிறான் குடிக்க முடியாமல் போன கோபத்தில் வீட்டுக்கு திரும்பிய மூர்த்தியின் ராமுவும் இதே போல் திட்டமிட்டபடி வெளியூரில் குடிக்க கொடுக்காமல் திருப்பி அனுப்பப்பட்ட அவன் ஊர்ல ஆயிரம் நடக்கும் உனக்கு என்னடா வந்தது பெட்டிசன் எழுதுறியாக்கும் பெட்டிசன் நம்ம குடும்ப கௌரவத்தை காத்துல விட்டுட்டியடா காவலி பயல என்று சொல்லிக்கொண்டே ஒருவர் அடி அடி என்று கூப்பிடாத தந்தையும் தமையனும் இப்போது அடித்ததால் ஏற்பட்ட நெஞ்சு வழியில் பொறுக்க முடியாமல் எப்படியோ ஓடி போய்விட்டான் அநேகமாக சென்னையில் வசிக்கும் அக்காள் வீட்டில் தங்கி வேலை தேடிக்கொண்டிருப்பதாக வேறு கேள்வி எப்படியோ பலர் பகிரங்க ரகசியமாக காளிமுத்துவின் பானைக்குள் இப்போது சொற்க மழை பெய்து கொண்டிருக்கிறது இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் இந்த சிறுகதையை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படியே இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் வளத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த துறை சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணை நேரங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி